அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்கு உண்டான குருப்பெயர்ச்சி பலன்களை இப்போ பார்க்கலாங்க கடந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அதிசாரமாக இருந்தார் ஆறு மாதம் அவர் வீட்டில் இருந்தார் அதாவது மகரத்தில் இருந்தார் இது மாதிரி மாறி மாறி நடந்தது குருப்பெயர்ச்சி பலன்கள் ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு வருட காலம் வந்து மீன ராசியிலே இருக்க போகிறாரு மீன வீட்டில் அவள் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடம் அதாவது பாகியஸ்தானத்தில் வந்து வந்திருக்காரு பாகியஸ்தானம் தந்தைஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தன் வீட்டில் ஆட்சி பெறும்போது தந்தை மூலியமாக ஆதாயங்கள் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டைம் இது கண்டிப்பாக அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஒரு வருட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால ஒன்றும் உங்களுக்கு ஆதாயம்தான் கெட்டது எதுவும் இல்லை இந்த சனி மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டக சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொந்தரவுகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்கும் ஆனால் குரு வந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்குறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையும் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகம் பாதிப்பு இருக்குது அது இந்த ஒரு வருடம் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடம் உன்னே கால் வருடம் கழித்து உங்களுக்கு சனி பகவான் வந்து எட்டாம் இடம் அதாவது அஷ்டமசனியாக வந்துடுவார் அப்போ தான் உங்களுக்கு வந்து சில சில தொந்தரவுகள் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அது வரைக்கும் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை அந்த ஒரு வருடம் நல்லா இருக்கா இதை மட்டும் பாருங்கள் ஒரு வருடம் உன்னே வருடம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த குரு பகவான் வந்து உங்கள் வீட்டை பார்க்குறாரு ஒருவரிடமா முழுமையாக ஐந்தாம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் தொழிலில் உங்கள் வேலையாகட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஏன்னா ஒன்போதாம் இடத்துல இருக்கிறதுனால பாகியஸ்தானம் தொலைதூர பிரயாணம் உங்கள் இடத்த விட்டு இடம் போகிறது வீடு மாத்துறது இல்லை தொழில்க்கு இடம் மாத்துறது இந்த மாதிரி இடம் மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படும் நீங்கள் வந்து வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுறது ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி மூன்றாம்ட தைரிய வீரஸ்தானத்தை வந்து ஏழாம் பார்வையை குரு பகவான் பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் போது தைரிய வீரஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி வந்து நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியும் ஏன்னா தைரியமாக எடுப்பீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் போல்டாக எடுக்கக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி ராகு கேதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு ராகு பகவான் பத்தாம் இடம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்காரு அதனால நம்ம ஓவராலா பாக்குறோம் சனி பகவான் ராகு கேது குரு எல்லா கிரகத்தையும் நம்ம பார்த்துதான் உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்ல போறோம் இது இப்ப கேது பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்காரு அப்போ வண்டி வீடு வாகன யோகங்கள்லாம் கிடைக்கும் இருந்தாலும் வந்து அது இழக்கக்கூடிய காலகட்டமும் அதாவது அடமானம் வைக்கக்கூடிய காலகட்டமோ இருக்குது இடமோ இல்லை வீடோ வந்து அடமானத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்துக்கோங்க கடன் பிரச்சனைகள் அப்பவோ இருக்கும் உங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கும் ராகு கேது பயிற்சினாலும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கட்டாயம் இருக்கும் இல்லை உடல் வந்து தொந்தரவுகள் கொடுக்கும் அதனால் கடனாளி வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எங்கே இருக்கார் என்ன தசை நடக்குது அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் செலவு இருக்கா இல்லை கோர்ட்டு பிரச்சனை இருக்கா இல்லை இதனால வீடு வாகனங்கள்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை என்ன உங்களுக்கு எப்படி இருக்குது தசை வந்து சுபர்களுடைய தசை நடக்குதா அசுவர்களுடைய தசை நடக்குதா நம்ம ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் இதில் கண்டிப்பாக 50 டு செவன்ட்டி நடக்கும் ஏன்னா குரு பார்க்குறதுனால நீங்கள் சேஃப் தான் நான் சொல்லுவேன் குரு நல்லா இருக்காரு ராகு கேது வந்து சுமாராக இருக்குது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சனி பகவான் இருக்கிற இடமும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் ஏல தான் இருக்கார் உங்களை பார்த்துட்டு இருக்காரு கடைக வீட்டை பார்க்குறாரு பார்க்கும்போது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வரதான் செய்யும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது சனி தசை நடக்குதா குரு தசை நடக்குதா ராகுக்கிய தசை நடக்குதா என்னமாதிரி தசை நடக்குது உங்களுடைய லக்கணத்துக்கு அது என்ன தசையாக போய்ட்டுருக்கு அதை மெயினாக நம்ம பார்க்கணும் சரிங்களா அதை பார்த்தா மட்டுந்தான் நம்ம என்னென்ன புரிஞ்சுக்க முடியும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒரு ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனியான தான் இந்த ஒரு வருடம் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புனிஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் குழந்தைங்களால பெருமை குழந்தைங்களால சந்தோஷம் குழந்தைங்களால பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கடகராசி மற்றும் கடகலக்கணக்காரங்கன்னா கண்டாயும் உங்களுக்கு இந்த தடவை இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை நிச்சயம் ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறாரு ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும் குரு பகவான் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரா இல்லை குரு தசை நடக்குதா இல்லை உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்த்தா தான் இன்னும் அக்யூரெட்டாக இந்த டைமில் வந்து நிற்கும் குழந்தை இருக்கும்னு நம்ம இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம் ஆனால் இது ஜென்ட்ரல் பர்பஸ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடம் வந்து சொத்துக்கள் பூர்வீக சொத்து முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா அது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது கட்டாயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் அமையும் நீங்கள் கவலையே படத் தேவையில்லை நல்லா இருக்குது ஐந்தாம் இட சந்தோஷம் புகழ் கல்யாணம் பண்ணுறது அந்த உங்கள் குழந்தைங்க வந்து கல்யாண வயசில் இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணுறது சுவர் சுவர்களுடைய திசை நடந்ததுன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த ஒரு வருடம் அதனால் கடக ராசியை பார்க்கறதுனால குரு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை சனி பகவான் என்னதான் ஏழாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் குரு பார்க்கறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் எதில் ஜாக்கிரதை கொடுத்தீங்கன்னா நான் சுகஸ்தானம் கெட்டு போயிடுச்சு கேது உக்காந்துட்டாரு அதில் சின்ன சின்ன மெடிசன் செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வைக்குங்க மெடிசன் நீங்கள் வாங்கி போட்டுட்ருக்க மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்ததுன்னா வீடோ இல்லை இடமோ வந்து அடமானத்துக்கு போகிற மாதிரி கூட நிலம வரும் அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று இழக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இது ஏன்னா நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நம்ம அதையும் தான் பார்க்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை காப்பாற்றி கொடுப்பாரு காப்பாற்றிடுவார் ஆனால் சின்ன விஷயத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது உங்கள்கிட்ட இருக்கிற பொருளோ இல்லை பணமோ அந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன் ஆனால் கடகராசி பொறுத்த வரைக்கும் நீட்டாக நைஸாக பண்ணி எப்படி லைஃப்பை கொண்டு போகணுன்றத வித்தையை வந்து தெரிஞ்சிக்கிட்டவங்க தான் கடகராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படினாலும் மூவ் பண்ணி நல்லா டெக்னிக்கலாக மூவ் பண்ணி அவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க ரொம்ப ஓவராக பேசியும் பகச்சிக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டெக்னிக்கலாக மூவ் பண்ணுவாங்க அதேமாதிரி புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அதிகம் கடகராசிக்கு மற்ற ராசியை விட கடகராசிக்காரங்களுக்கு வந்து புத்தி கூர்மையை அதிகன்னே சொல்லலாங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சி நிதானமாக பண்ணுவாங்க பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் மாயிலி நட்சத்திரமாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலாக தான் மூவ் பண்ணுவீங்க ஒரு எந்த விதமான பேக்ரவுண்டு இல்லாத நீங்கள் சுயமாக உழைச்சி சம்பாரித்து மேன்மைக்கு வரத்துக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு பெரியவங்க சப்போர்ட் அந்தளவுக்கு இருக்காது ஆயுளத்துக்கெல்லாம் அவங்களே சுயமாக தான் வரணும் அதே மாதிரி பூசத்தில் பார்த்திங்கன்னா குரு குரு பிறந்த நட்சத்திரம் தான் பூசம் அதில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இருந்தாலும் அது மூலிமா ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கான முயற்சி வந்து நீங்கள் எடுப்பீங்க ஸ்டெப் எடுப்பீங்க என்ன கொஞ்சம் சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் தப்பு இல்லை சிக்கனமாக இருக்கணும் ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க உதவியாக இருப்பீங்க அது வந்து கடகராசிக்காரங்க வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயம் உடலை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க நிறைய புண்ணிய காரியங்கள் அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் கடகராசிக்கு சொல்கிறது என்னென்னா அன்னதானங்கள் நிறையா பண்ணிவிட்டு வாங்க முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுருந்தாங்கன்னா உடனே ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணுவீங்க தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக பண்ணுங்கள் மாதம் மாதம் பண்ணுங்கள் ம வறு ஒரு முறை ஆறு மாதம் ஒரு முறை இல்லை வருடம் ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க இப்போ நான் சொல்கிறது என்னென்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்யணும் அதை மறந்துடாதீங்க இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்மா அதாவது நம்மளுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஏன்னா ஏழாம் பார்வையை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலை தான் இதுலேருந்து மீண்டு வரணுன்னா சில புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்துதான் தான் ஆகணும் கோயிலுக்கு செய்யலாம் கோயிலுக்கு செய்ய இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்குலாம் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புண்ணியம் அதிகரிக்கும் பேலன்ஸை கொண்டு போவோம் பேலன்ஸாக கொண்டு போவோம் பெரிய பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது உங்களுக்கு அதனால் தைரியமாக இருக்கலாம் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹிலிங் தலைப்பாக கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்